செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடைத்தியங்கும் படியாய் கிடந்த நின் பவளவாய் காண்பேணி சீட்டிய நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் வரக்கூடிய விகாரி வருஷம் மார்கழி மாதம் பத்தாம் தேதி இருபத்தாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து வியாழக்கிழமை அன்றைக்கு வந்து ஆறு கிரகங்கள் ஒன்றா சேருது இந்த ஆறு கிரகங்கள் ஒன்றா சென்றதுனால வந்து பலன்கள் ஏதாவது நல்லதோ கெட்டதோ நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதற்கான சில நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இந்த ஆறு கிரகங்கள் சேர்க்கை அப்படிங்கிறப்ப வந்து ஐநூற்றி நாற்பத்தேழு வருஷத்துக்கு ஒரு முறை நிகழ்வதாக நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது ஒவ்வொரு வருஷமும் ஐந்து கிரக சேர்க்கைங்கிறது சாதாரணமாக நிகழும் ஆறு கிரக சேர்க்கை அப்படிங்கிறப்போ வந்து ஒரு ஒன்பது வருஷம் எட்டு வருஷத்துக்கு ஒரு ஆட்டி நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் வெவ்வேறு ராசியில் ஒவ்வொரு ராசியில் ஒரு மாதிரி வரும் கடந்த விக்ருதி வருஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்று இதே மாதிரி வந்து ஆறு கிரக சேர்க்கை வந்து மீனத்தில் வந்தது மீனம் அப்படிங்கிறப்ப அதிஜல ராசி அந்த அதிஜல ராசியில் இந்த ஆறு கிரகங்கள் சேர்க்கை வந்தப்போ என்ன ஆச்சுன்னா அந்த டைமில் வந்து ஜப்பான் பக்கத்தில் வந்து சுனாமி வந்துச்சு அங்கே வந்து பெரிய சேதங்கள் வந்தது அதே இப்போ வந்து இப்போ ஆறு கிரக சேர்க்கை இப்போ வந்து தனுசில் வருது இந்த தனுசில் அப்படிங்கிறப்போ வந்து சில தனுசுக்கு அப்படிங்கிறது சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம் அதாவது வந்து தனுஷு ராசிக்கு அந்த பிரச்சனையும் இருக்கோ இல்லை வேற ராசிகளுக்கு பிரச்சனையும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் தனுசு ராசிக்கு அப்படிங்கிற சில முக்கியத்துவம் உண்டு எப்படி சொல்கிறன்னா எந்த ராசியில் பார்த்தாலும் சரி எதாவது ஒரு கிரகம் உச்சமடையும் இல்லை ஒன்று கிரகம் நீச்சமடையும் எது ஒன்று இருக்கும் ஆனால் தனுஷில் எந்த கிரகமும் உச்சமடையாது எந்த கிரகம் நீச்சமடையாது எந்த கிரகமும் பகையும் கிடையாது குறைந்தபட்சம் சமம் அப்படிங்கிற அந்தஸ்து இருக்கும் அப்புறம் நட்புண்ணு இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்சி இருக்கும் இந்த மூணுலேயே அந்த கிரகங்கள் எல்லாமே அடக்கம் அப்படிங்கிறப்போ வந்து அந்த தனுசில் இந்த கிரகங்கள் சேர்க்கறனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க தனுசில் இந்த கிரகங்கள் சேரனால வந்து பிரளயம் வரும் அப்புறம் வந்து பிரச்சனைகள் நிறையா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு உண்மை இருக்கத்தான் செய்யும் ஏன்னாவது அது எல்லாமே அவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப பயமுறுத்த வேண்டிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு சில உண்மைகள் இருக்குது அது என்ன உண்மைங்கிறப்போ சாதாரணமாக ஆறு கிரகங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த ஆறு கிரக சேர்க்கை எப்படி வருதுன்னா கிரகணத்தோடு வருது சூரிய கிரகணத்தோடு வருது இந்த சூரிய கிரகணத்தோடு இந்த ஆறு சேர்க்கை கிரக சேர்க்கை வருது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு இந்த சூரிய கிரகணம் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் இருபத்தாறாம் தேதி காலையில் எட்டு மணி ஆறு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி பதிமூணு நிமிஷம் வரையில் அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அதாவது மூணு மணி நேரங்கள் வந்து இந்த கிரகணம் பிடிக்குது அந்த கிரகத்தோட பரிமாணம் பரிமாணம்னால் எந்த அளவுக்கு அந்த கிரகணம் பிடிக்கும் அப்படிங்குறப்போ தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அதாவது ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் ஃபோர் இந்த தொண்ணூத்தஞ்சு இந்த கிரகணம் பிடிக்குது அந்த கிரகணத்தோடு இந்த ஆறு கிரகங்கள் சேர்க்க சில தோஷங்கள் இருக்குது கிரகணம் இல்லாமல் வந்து எத்தனை கிரகங்கள் சேர்ந்தாலும் அது ஒரு கவலையே கிடையாது ஆனால் கிரகணத்தோடு அந்த கிரகங்கள் சேர்றது கொஞ்சம் தோஷம் இருக்குது சிலருக்கு தோஷமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதற்குண்டு அதாவது கிரகணம் அப்படின்னால அதுக்கு சில தோஷங்கள் இருக்குது அதற்கான இந்த ஆறு கிரகங்கள் சேர்க்க சில தோஷங்கள் இருக்குது அதில் முக்கியமான தோஷம் என்னென்னா இது வந்து சேர்ற இடம் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு தனுசு ராசி நம்ம புராணங்கள் என்ன சொல்லியிருக்கு தனுசு அப்படிங்கிறப்போ வந்து அந்த இடத்துக்கு சிந்து நதி பாய்கின்ற பிரதேசம் ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு பிரதேசங்கள் இருக்குது அதில் தனுசு அப்படிங்கிறப்போ சிந்து நதி பாய்கின்ற பிரதேசம் அதுக்கப்புறம் வந்து அங்கே குரு இருக்கார் குரு அப்படிங்கிறப்போ சிந்து நதி தேச அதிபதி அதாவது சிந்து நதிகள் பாய்கின்ற தேசங்களுக்கு அதிபதி இந்த ஆறு கிரக செயற்கையில் வந்து இதில் ஒரு டிகிரி வைஸாக பார்த்தீங்கன்னா டிகிரி வைஸ்னால் பாகைன்னு சொல்லுவாங்க எந்தெந்த டிகிரியில் எந்தெந்த கிரகம் இருக்குன்னு சொல்கிறது டிகிரி வைஸாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தாறு டிகிரியில் சனி இருக்கார் இரநூத்தி ஐம்பத்தி ஒரு வந்து குரு இருக்கார் இரநூத்தி ஐம்பத்தி வந்து கேது இருக்கார் அதுக்கப்புறம் வந்து சூரியன் இரநூத்தி டிகிரி சந்திரன் இரநூத்தி டிகிரி புதன் இரநூத்தி டிகிரி இந்த அளவில் வந்து ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கு அதில் வந்து இந்த கேதுவுக்கும் சூரியனுக்கும் நடுவில் வந்து குரு வந்து மாட்டிக்கிறார் அந்த கிரணத்தோட தன்மையில் நடு வந்து குரு வந்து மாட்டிக்கிறார் குரு வந்து மாட்டிக்கிறப்போ என்னான்னா குருவுடைய அந்த கான்செப்ட் என்னென்னா அதாவது காரகத்துவம் அப்படிங்கிற சொல்லுவோம் அந்த காரகத்துவம் என்னென்னா ஆன்மீகவாதிகள் ஆன்மீகங்கள் நடைபெறுகின்ற இடம் பிரார்த்தனைகள் நடைபெறுகின்ற இடம் அதே மாதிரி தனுசு அப்படிங்கிறப்ப வந்து அங்கே வில் அம்புன்னு சொல்லுவாங்க அதனால் இடம் அதே மாதிரி ராசிக்கு அப்படிங்கிறப்போ அது அக்னிராசி அக்னிராசி அப்படிங்கிறப்போ வந்து நெருப்புள்ள இடம் அதாவது யாகங்கள் செய்கின்ற இடம் அதே மாதிரி வந்து இது ஆண்டராசி ஏற்கனா ஆண்கள் பொதுவாக ஒன்றாக கூடுகின்ற இடம் இந்த இடங்களில் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு இருக்குது அதனால் நிறைய கூட்டங்கள் இருக்கிற இடங்களில் வந்து இந்த தேதிகளில் போக வேண்டாம் இந்த கிரக சேர்க்கை வந்து மூன்று நாள் தொடருது ஒன்று வந்து டிசம்பர் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இப்போ அந்த டிசம்பர் இருபத்தஞ்சுனா பொதுவாக வந்து கிறிஸ்துவ தேவாலயங்களில் வந்து எல்லாருமே கூடுகின்ற டைம் அது அதனால் வந்து கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு உரிய பாதுகாப்பு அரசு செய்து கொடுக்கணும் அந்த நாளில் அதே மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் கிறிஸ்துவ தேவாலயங்களில் எதிரிகளால் பிரச்சனைகள் அதாவது மாற்று மதத்தினார பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் வந்து அங்கே பொது இடங்களில் வழிபாடு செய்வத வீட்டிலேயே வழிபாடு செய்கிறது ரொம்ப உத்தமமானது பொது இடங்களில் போய் வழிபாடு செஞ்சு அங்கே போய் நடங்கிற கலவரங்களை மாட்டிக்க வேணாம் ஏன்னா இது வந்து கிறிஸ்துவ தேவாலயங்களில் கலவரம் நடக்கும் அப்படின்னு இருக்குது அடுத்து இது ஏன் கிறிஸ்துவ தேவாலயம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா தனுசு ராசி அப்படிங்குற வில்லம்பு வில்லம்புங்கிறது ஆயுதம் கிறிஸ்துவ தேவாலயத்தில் வந்து சிலுவைன்னு இருக்குது சிலுவை தான் அவங்க அணிந்துக்கிறாங்க சிலுவைக்கு பூஜை பண்ணுறாங்க அந்த சிலுவை அது ஒரு ஆயுதம் அதனால அது ஆயுதம் உள்ள இடங்கள் அப்படிங்கிறப்போ வந்து அதை சொல்லுவாங்க அடுத்து இந்த ஆறு கிரக சேர்க்கையில் முக்கியமான ரெண்டு கிரகம் சேராமல் இருக்குது ஒன்று என்னென்னா சுக்கரன் செவ்வாய் அது வந்து எவ்வளோ கிரேட் ரிலீஃப் இந்த செவ்வாயும் அதோட சேர்ந்திருந்ததுன்னு நிச்சயமாக போரை வெடிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் போர் வெடிக்காது ஆனால் அதற்கான முஸ்தீப்புகள் போருக்கான முஸ்தீப்புகள் வரும் அப்படின்னு அது முக்கியமாக சிந்து நதி பாய்கின்ற பிரதேசம் அப்படின்னு சிந்து நதி பாய்கின்ற பிரதேசம்னு பாகிஸ்தான் பார்டர் அந்த பாகிஸ்தான் பார்டரில் வந்து பிரச்சனைகள் வந்து போர் முஸ்தீப்புகள் வரலாம் அல்லது நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கொஞ்ச நாள் முன்னாடி பண்ண மாதிரி மறுபடியும் அந்த மாதிரி நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் கூட பிரச்சனைகள் வரலாம் இதெல்லாம் அந்த இடத்துக்கு வரலாம் அடுத்தது வந்து சிரியாவில் பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா சிரியாவில் வந்து இப்போது ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது அங்கே பிரச்சனைகள் அதிகமாகலாம் பொதுவாக வந்து கிரகணம் நடக்கிறப்பெல்லாம் போர் முஸ்தீபர்கள் வர்றது சாதாரண இயற்கையான ஒன்று தான் அதனால் அன்றைக்கி வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அடுத்து வந்து இது தனுசு அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் அதாவது இந்த ராசியுடைய பரிமாணத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து கிழக்கு தேசத்தை குறிக்கும் கிழக்கு அப்படிங்கிறப்ப நியூசிலாந்து அங்கே வந்து நியூசிலாந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நியூசிலாந்து இந்தோனேஷியா அதெல்லாம் வந்து கிழக்கு பக்கம் இருக்குது ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் எரிமலைகள் வெடிக்கக்கூடிய அபாயங்கள் மிக அதிகமாக இருக்குது அடுத்து வந்து அது அக்னிராசியாக இருந்து அது தனுஷாக இருக்கிறனால வந்து காடுகளில் தீ பற்றி எறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதுக்கப்புறம் குளிர் பிரதேசங்கள் என்ன ஆகுன்னா ஏன்னா இந்த இடத்துல வந்து சூரியன் சந்திரனும் சேர்ந்திருக்காரு புதனும் சேர்ந்திருக்காரு குளிர் பிரதேசங்களில் வந்து உங்களுக்கு அதிகமான குளிர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது எது வந்தாலும் அது அதிகமாக இருக்கும் அதாவது குளிர் உள்ள இடங்களில் வந்து அதிகமான குளிர் இருக்கும் எரிமலை வெடிக்கக்கூடிய இடங்களில் அதிகமான எரிமலைகள் வெடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அதே மாதிரி வந்து போர் அபாயம் ஏற்படக்கூடிய இடங்களில் போர் அபாயத்துக்கான முஸ்திப்புகள் நடக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் செவ்வாய் சேரலை செவ்வாய் சேர்ந்தால் போரே வரும் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் சேராதனால வந்து போர் வராது ஆனால் அதற்கான முஸ்தீப்புகள் நடக்கும் அடுத்து இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து அந்த கேதுவுக்கு மிக அருகில் இருக்கக்கூடியது சனிக்கும் கேதுக்கு மிக அருகில் இருக்கக்கூடியது குரு குரு அப்படிங்கிறப்ப பொதுவாக வந்து பணத்துக்கு சொல்லுவாங்க அதாவது பணம் அப்படிங்கிறப்ப வந்து செல்வத்துக்கு சொல்லுவாங்க அடுத்தது பொக்கிஷங்களுக்கு அதிகாரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த பொருளாதாரத்தில் வந்து சீர்திருத்தங்களுக்கெல்லாம் அவர் குரு தான் அதிகாரி அதனால் பொருளாதார சீர்தான் நிறைய பிரச்சனைகள் வரும் முக்கியமாக வந்து இது சூரியன் கூட இந்த குரு வந்து அஸ்தமடையுது இந்த ஆறு கிரக சேர்க்கையில் ரெண்டு கிரகம் அஸ்தமடை அடையுது ஒன்று குரு இன்னொன்று புதன் குரு புதன் ரெண்டுமே வந்து பொருளாதாரத்துக்கும் ஃபைனான்ஸுக்கும் அடுத்து வந்து பண பரிமாற்றத்துக்கும் அதிகாரம் அதனால் அந்த நேரத்தில் வந்து பண பரிமாற்றத்துக்கான பிரச்சனைகள் வரலாம் அடுத்தது வந்து இப்போ ஏற்கனவே வந்து அமெரிக்காவும் சைனாவும் முட்டிக்கிட்டு அந்த டைமில் வந்து மறுபடியும் அவங்க ஜாஸ்தி முட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரலாம் அந்த முட்டிக்கிட்ட வாய்ப்பு இருக்கிறனால அவங்க வந்து ஏதாவது ஒரு சால்வேஷன் வரும் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி சால்வேஷன் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடந்தால் அது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் பாதகமாகி அதனால் அமெரிக்காவில் வந்து அரசியல் கிளர்ச்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அரசியல் கிளர்ச்சிகள் அமெரிக்காவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது இந்த அரசியலில் வந்து பலவிதமான மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது நான் ஏற்கனவே குரு பேச்சில் சொல்லியிருக்கேன் தேவாலயங்களில் வந்து விபத்து நடக்கும்னு அதனால் வந்து கிறிஸ்தவ தேவாலயங்களில் ஆண்கள் ஏன்னா வந்து இப்போது இந்துக்கள் தேவாலயம்னால் அந்த ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் கிறிஸ்தவ தேவாலயங்களில் ஆண்கள் அதிகமாகவும் பெண்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருப்பாங்க அதனால் வந்து ஆண்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்கள்லாம் இந்த பிரச்சனைகள் வரும் அதன்படி இங்கே பிரச்சனைகள் வரும் இந்த காலக்கட்டகத்தில் பொதுவாக வந்து ஒரு கிரகணம் நடக்கிறப்போ அதற்கு முந்தின ஏழு நாளும் பிந்தின ஏழு நாளும் யாக காரியங்கள் விளக்கப்பட வேண்டும்ன்னு இருக்குது அது தெரியாமல் யாராவது யாக காரியங்கள் அந்த நேரத்தில் பண்ணாங்கன்னா அந்த யாகத்தில் வந்து தீ விபத்துக்கள் வாய்ப்புகள் இருக்குது அடுத்து இந்த ஆறு கிரக சேர்க்கை அப்படிங்கிறப்போ வந்து அதில் வந்து புதன் அசனம் அடைகிறனால மாணவர்களுக்கும் அதாவது அந்த டைமில் வந்து அந்த ஆறு கிரக சேர்க்கைக்கு முந்தா முன்னாள் ஏழு நாளும் பின்னா ஏழு நாளும் மாணவர்கள் சேர்ந்து வந்து ஒரு குழுவாக சேர்ந்து வந்து அந்த எக்ஸ்கர்ஷன் அதாவது வந்து அந்த சுற்றுலாக்களுக்கு செல்லக்கூடாது ஆன்மீகவாதிகள் வந்து மிக எச்சரிக்கையாக முக்கியமாக ஜோதிடர்களும் எச்சரிக்கையாக ஏன்னா கடந்த ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா பல ஜோதிடர்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்திருக்கு பல சங்கங்களுக்கும் பிரச்சனைகள் வந்திருக்கு அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த குரு வந்து கேதுவோடையும் சனியோடையும் ஐக்கிய மாறினார்தான் இந்த பிரச்சனைகள் வருது அதனால் வந்து இந்த பொது ஸ்தாபனங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் பிரார்த்தனைகள் மூலமாக அதாவது வந்து பிரச்சனைகள் வந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை எதிர்த்து சண்டை கிண்டை போகிறத விட பிரார்த்தனைகள் மூலமாக அந்த பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ண முடியும் அடுத்து இந்த ஆறு கிரக சேர்க்கை அப்படிங்கிறப்போ காலப்புருஷத்துக்கு ஒன்பதாம் இடத்துல வருது ஒன்பதாம் இடத்துல வர்றப்போ அது தந்தையை குறிக்கும் அதனால் வந்து வயது முடிந்து இந்த தந்தைமார்களுக்கு வந்து ஆரோக்கிய குறைவுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து அரசியல் பிதாமகர்கள் அப்படின்னு அதாவது வந்து அரசியலில் வந்து ரொம்ப நாள் இருக்கக்கூடியவர்கள் பிதாமகர்கள் அப்படின்னு யார் இருந்தாலும் சரி அவர்களுக்கான உயிருக்கான ஆபத்துகளும் இருக்குது பொதுவாக வந்து சூரிய கிரகணுக்கும் சந்திரகிரகணுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா சந்திர கிரகணம் நடக்கிறப்போ வந்து மக்களுடைய மனசில் குழப்பங்கள் வரும் சூரிய கிரகணம் நடக்கிறப்போ வந்து உயிருக்கு ஆபத்துகள் வரும் அப்படின்னு இருக்கு அதனால வந்து இந்த கிரக சேர்க்கை உயிருக்கான ஆபத்துக்கான வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு சாதாரணமாக அது ஆறு கிரக சேர்க்கைனால எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அன்னைக்கு கிரகணம் வரனால தான் அந்த பிரச்சனை வருது கடந்த சந்திர கிரகண டைம்ல தான் நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து காலமான சூழ்நிலை ஏற்பட்டது இது சூரிய கிரகணம் அதனால இதுவும் வந்து அந்த பிரச்சனைகள் வரும் சரி இது எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகண தோஷம் அப்படிங்கிறப்போ இதுக்கு வந்து ஆகாத நட்சத்திரங்கள் இந்த கிரகணம் அப்படிக்கிறது மூலம் நட்சத்திரத்தை மூலம் நட்சத்திரம் அப்புறம் மூலம் நட்சத்திரக்கு முந்திர நட்சத்திரம் பிந்தின நட்சத்திரம் அதற்கப்புறம் அதற்கு இணையான திருகோண நட்சத்திரங்கள் அதாவது மூலத்துக்கு முந்திர நட்சத்திரம் கேட்டை அப்புறம் மூலம் நட்சத்திரம் மூலத்துக்கு அடுத்த நட்சத்திரம் போராட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் மூலம் நட்சத்திரத்துக்கு திருகோண நட்சத்திரங்கள் அப்படிங்கிறப்போ அஸ்வனியும் பகமம் இந்த ந்து நட்சத்திரங்களுக்கு அந்த ஐந்து நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு இந்த கிரகண தோஷம் மிக அதிகமாக இருக்குது அதாவது மேஷ ராசியில் பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விருச்சிக ராசியில் பிறந்து கேட்டையில் பிறந்தவங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்து மூலம் போராடம் இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த வந்து தோஷம் மிக அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பஞ்சாங்கத்தில் சொல்லப்படாத தோஷம் இருந்தாலும் தோஷம் உள்ள ராசி அப்படிங்கிறப்போ ரிஷபராசி ஏன்னா ரிஷபராசிக்கு எட்டாம் இடத்துல அத்தனை கிரகங்களும் சேரது அது ஒரு சிரமப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏன்னா ரிஷபராசிக்கு குடும்பாதிபதி எட்டாம் இடத்தில் மறையறாரு குரு அஷ்டமாதிபதி வலுத்து இருக்கார் தொழிலாதி சனி எட்டாம் இடத்தில் மறையறாரு அதனால் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய சிரமங்களை கொடுக்கும்னு ஆக இந்த ஆறு கிரக சேர்க்கை இந்த மாதிரியான பொது பலன்களை கொடுக்கும் அப்படின்னு இருக்குது அரசியல்வாதிகளோட உயிர்களுக்கும் ஆபத்துக்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் மிக அதிகமாக இருக்குது அது மூத்த அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம் அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில பலன்கள் அதாவது வந்து சுருக்கமாக ராசி பலன்களை சொல்லிடுறேன் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறப்போ ஒன்பதாம் இடத்துல வருது பாகியஸ்தானத்தில் வருது ஆனால் அந்த ராசிநாதன் செவ்வாய் இதோட சம்மந்தப்படலை அதான் ஆறு கிரக சேர்க்கையில் சம்மந்தப்படலை அவர் எட்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்றிருக்கார் அதனால் வந்து அவர்களுக்கு இடப்பயிற்சி வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அவங்களுக்கு பத்தாம் இடத்துல சுக்கன் தனித்து இருக்கிறனால வந்து தொழிலில் பெரிய பிரச்சனைகள்னு ஒன்று வராது மனைவிக்கு பெரிய பிரச்சனை ஒன்று வராது ஆனால் அவர்களுடைய தந்தைமார்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் வரும் மேஷராசியில் பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் தோஷம் அதிகம் மற்ற பரணி கிருத்திய நச்சரில் பிறந்தவர்களுக்கு தோஷம் கிடையாது இந்த மேச ராசியில் பிறந்த அசுன் நச்சிரில் பிறந்தவர்கள் மாத்திரம் இந்த கிரகணத்திற்கு முந்திரம் ஒரு வாரமும் பிந்தினம் ஒரு வாரமும் மொத்தம் பதினைந்து நாட்களுக்கு காயத்திரி மந்திரத்தை உபதேசம் பெற்றவர்கள் அதை பாராயணம் பண்ணலாம் உபதேசம் பெறாதவர்கள் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ அந்த பதினைந்து நாட்கள் தினசரி சென்றுவிட்டு வந்தாலே எந்த விதமான தோஷம் ஏற்படுத்தாது அல்லது ஒரு குலதெய்வத்தை வணங்கி வாருங்கள் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எட்டாம் இடத்துல அத்தனை கிரகங்களும் சேருது அதாவது குடும்பாதிபதி புத்திர சான்றி புதன் எட்டாம் இடத்துக்கு போகிறார் அவ இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்காங்களான்னு இன்றைக்கி செக் பண்ணும் அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஆரோக்கியக்குறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது ரிஷப் ராசியை விட ரிஷப் லக்கணத்தில் பிறந்திருந்தாங்களா அதுக்கு தோஷம் அதிகம் ரிஷபராசியில் பிறந்து வயதானவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அது ரிஷபராசியில் பிறந்து இந்த குரு தசை சூரிய தசை சந்திர தசை புதன் தசை இந்த தசையில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் அல்லது இந்த தசை புக்தி நடந்து கொண்டிருந்தால் அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதாவது ரிஷபராசியில் பிறந்து இப்போ உங்களுடைய நடப்பு தசை குரு தசையாக குரு புக்தியாக இருந்தாலும் சரி சூரிய தசை சூரிய புக்தி நடப்பு தசையாக இருந்தாலும் சரி சந்திர தசை அல்லது புக்தி நடப்பு தசையாக இருந்தாலும் சரி புதன் தசை அல்லது புக்தி நடப்பு திசையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்கும் மற்றவர்களுக்கு பெரிய பிரச்சனை வராது இந்த ரிஷபராசியில் பிறந்து உங்களுக்கு அல்லது ரிஷபலக்கணத்தில் பிறந்து உங்களுக்கு செவ்வாய் தசை புக்தி சுக்கர தசை புக்தி வந்தால் இந்த எட்டு கிர ஆறு கிரகம் உங்களுக்கு எந்த விதமான ஏற்படுத்தாது இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க நான் வந்து மேஷராசிக்கு சொன்னபடியே பதினைந்து நாட்கள் எங்கேயும் வெளியூர் செல்லக்கூடாது வீட்டிலே இருந்து அல்லது உங்கள் ஊர்லேயே இருந்து பிரார்த்தனைகளை செய்யலாம் எந்த இவங்களும் அதிகப்படியான செயல்களில் ஈடுபடாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாலும் போதுமானது மிதுனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கை பெருசாக ஒன்றும் பாதிக்காது என்ன மனைவிக்கு உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேற்றுமை வரும் அது இயற்கையாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது உங்களுக்கு வந்து சனியோட பாரை வந்தாலும் சரி புதன் அஸ்தனமானாலும் சரி என்ன கொஞ்சம் வந்து மனக்குழப்பங்கள் கொடுக்கும் அதாவது வந்து நாம் எது ஏதாவது மற்றவங்களுக்கு அடிப்பணிஞ்சுட்ருக்கோமோ இல்லை மற்றவங்களுக்கு சொல்கிற மாதிரி நம்ம கேட்டுட்ருக்கோமோ அப்படின்லாம் ஒரு எண்ணங்கள் வரும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து திறமையாக செயல்படக்கூடியவர்கள் உங்களுக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கை மிதனராசி பிறந்தவங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் வராது கடகராசியில் பொறுத்தவங்களை பொறுத்தவரை வந்து இந்த ராசிக்கு பூர்வ புண்ணியத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கார் ஆறு கிரக சேர்க்கை வந்து ஆறாம் இடத்துல போகுது ஆறாம் இடத்துல போகிறது உங்களுக்கு நன்மை தான் இதுவரை உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கலன்னா இந்த ஆறு கிரக சேர்க்கையின் மூலமாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்கள் ராஜநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறனால வந்து அதாவது சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறனால பொதுவாக சந்திரனுக்கு ஆறாம் இடம் சந்தோஷம்னு தான் சொல்லுவாங்க அதாவது கோச்சாரப்படி சந்திரன் ஆறாம் இடம் போகிறது சந்தோஷம் தான் ஆனால் அது எதிரிஸ்தானமாக இருக்கிறனால எதிரிகளால் பிடிக்கப்பட்டனால வந்து உங்களை சுற்றி எதிரிகள் இருப்பாங்க ஆனால் வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கும் நிச்சயமான வெற்றி ஏன்னா ஆறாம் குரு ஆட்சியாக இருக்கார் வெற்றி உங்கள் பக்கமாக தான் இருக்கும் அதை பற்றி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இந்த கடகராசியில் பிறந்து அவர்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும்னு இருக்குது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சிம்மராசியில் பிறந்து இந்த மகம் நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மாத்திரை இந்த கிரகண தோஷம் உண்டு அவர்கள் வந்து இந்த பதினைந்து நாட்களும் அதாவது கிரகணத்திற்கு முன்பு ப நாள் பின் ஏழு நாள் அன்றைய தினம் பதினைந்து நாட்களும் மிக எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த அதாவது உங்களுக்கு தேவையான விவாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருக்கணும் பூர்வ பணிய சொத்துக்களை பற்றியெல்லாம் பேசாமல் இருக்கணும் குழந்தைகள ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும் வெளியில் செல்கிறப்போ அதாவது போகிற போகிறப்போ வந்து டூ வீலர்லேயோ இல்லை கார்லேயோ போகிறப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த பதினைந்து நாட்களும் பிரயாணங்களை தவிர்த்து விடுவது நல்லது இந்த மகம் நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு முறை குலதெய்வத்தை வணங்குங்க நிச்சயமாக நன்மைகள் கிடைக்கும் மற்ற பூரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த விதமான இந்த கிரக சேர்க்கையை பண்ணாது கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறப்போ இல்லை நாலாம் இடத்துல கூடுது ஆறு கிரகங்கள் நாலாம் இடத்துல கூடுது நாலாம் இடத்துல கூட என்னன்னா பந்துக்கள் நண்பர்கள் விரோதிகள் ஆவார்கள் இருக்குது இருந்தாலும் சரி அது ஆட்சி பெற்ற குருவோடு இருக்கனால பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது சிறு சிறு கருத்து வேற்றங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாயிடும் இந்த ஆறு கிரக சேர்க்கை இந்த கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு தொழிலை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம் பெரிய லாபம் இப்போ கிடைக்கலனாலும் எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம் எக்ஸ்பென்ஷனுக்கான லாபம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சித்திரை மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சுபகாரியங்கள் கூட சித்திரை மாதத்துக்கு அப்புறம் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நடக்கும் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் நாலாம் இடத்தில் இருக்கார் ஏழு குடையன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அதனால் வந்து இந்த ஆறு கிரகம் சேர்க்கை உங்களுக்கு பெரிய தோஷம் எதுவும் ஏற்படுத்தாது இந்த துளாராசிக்காரங்க மூன்றாம் இடத்துல ஜெயஸ்தானத்தில் சத்ரு ஜெயஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் இருக்கிறனால எப்படிப்பட்ட போட்டிகள் வந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை தான் நீங்கள் வந்து நிச்சயமாக ஜெயிக்க முடியும் சந்தோஷத்தை தான் ஏற்படுத்த பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது இந்த நேரங்களில் வந்து வீடு நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படியும் மூணு மாசத்துக்குள்ள அதற்கான முயற்சிகள் பண்ணுங்க அது ஓரளவு நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் அது இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களோட சகோதரர்களுக்கு மாத்தம் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அப்புறம் சரியாகும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை இரண்டாம் இடத்துல ஆறு கிரகங்கள் சேர்க்க வந்து பெரிய பாதிப்பு வராது ஆனால் விருச்சிகராசியில் பிறந்து கேட்டை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மாத்திரம் குடும்பத்தில் சில சில அசௌகரியங்கள் அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கேட்டையில் பிறந்தவங்க வந்து குலதெய்வத்தை வணங்குங்க அல்லது சிறிய முஷ்ணம் அல்லது திருவழந்தை போய் அங்கே இருக்கிற வராக பெருமாளை தரிசனம் பண்ணுங்க அது வந்து இந்த கிரகணம் பிடிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே அந்த மாதிரி போயிட்டு வந்துடணும் அந்த கிரகண டைம்ல ஒரு வாரம் முன்னாடியும் பின்னாடியும் டிராவல் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது முக்கியமாக இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ராசில தான் அத்தனை கிரங்கள் இருக்கு அவங்களுக்கு என்னன்னா மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஆனா மனக்குழப்பங்களையும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விடுவு காலம் பிறக்கும் ஏதாவது வந்து ஒரு கெட்டது நடக்குதுன்னு அந்த கெட்டதுல ஒரு நல்லது நடப்பதற்காக அந்த கெட்டது நடக்கும் இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ஆனா அந்த தனுசு ராசியில பிறந்து உத்திராடனத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் ஆனா மூலம் போராடம் சில பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும் இருக்குது அவங்க வெளியிடங்களில் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி வந்து குடிக்கிற தண்ணீர்லேயும் சரி இல்லை சாப்பிட்ற உணவுலையும் சரி சுகாதாரம் இல்லாத இடங்களில் போகக்கூடாது சுகாதாரமான இடத்துலேருந்து சுகாதாரமாக இருந்துக்கணும் தெய்வ பிரார்த்தனைகள் செய்யலாம் தெய்வப் பிரார்த்தனைகள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இதில் எதிர்பாராத இந்த கிரகணெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பொதுஸ்தாபனங்கள தலைமை பதிவு ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வரும் அந்த தலைமை பதிவியை நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் நன்மைகள் கிடைக்கும் குழந்தைகள் வந்து உங்களை விட்டு கொஞ்சம் படிப்பதற்காக அல்லது வேலைக்காக வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் இந்த ஆறு கிரக சேர்க்கை உங்கள் ராசிலேயே வந்தாலும் சரி நீங்கள் பெரிய கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா குரு உங்கள் ராசியில் வந்து ஆட்சி பெற்றார் ஆனால் எந்த காரியத்தை எடுத்தாலும் வந்து முதல்ல தடை மாதிரி இருக்கும் ஆனால் திரும்பி மறுபடியும் அதை முயற்சி பண்ண நிச்சயமாக அது வெற்றியை கொடுக்கும் இந்த மூலம் நட்சத்திரம் பிறந்தவங்க வந்து ரெகுலராக ஆஞ்சநேர வழிபாடு பண்ணுங்கள் கூராடத்தில் பிறந்தவங்க வந்து அம்பாவை வழிபாடு பண்ணுங்கள் குடிநீர் தானம் பண்ணுங்கள் நன்மைகள் கிடைக்கும் மகர் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை எல்லாம் விரையஸ்தானத்தில் இருக்குது ஆனால் உங்கள் ராசியில் வந்து சுக்கன் இருக்கார் இந்த நேரத்தில் சுக்கன் ராசியில் இருந்து விரையஸ்தானத்தில் எல்லா கிரகங்கள் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுகவிரயங்கள் விரைவில் நடக்கும் அதற்கான முகாந்திரங்கள் ஏற்பாடுகள் தெரியும் ஒரு வந்து இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறப்போ செலவன்களை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை தூக்கத்தை கடுக்கின்ற கிரக சேர்க்கையை தவிர மற்றபடி இந்த கிரக சேர்க்கைனால் உங்களுக்கு பெரிய ஆபத்து எதுவும் கிடையாது இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறப்போ பயத்தை உருவாக்கும் ஆனால் பயப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது சந்தோஷத்தை தான் கொடுக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை அளப்பரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அதாவது வந்து இந்த கிரகணமாக இருந்தாலும் சரி இந்த கிரக சேர்க்கை இருந்தாலும் சரி பன்னொன்றாம் இடத்தில் இருக்கிறனால பிரச்சனைகள் வருமானு பார்த்தா பெரிய பிரச்சனைகள் வராது ஏன்னா லாபஸ்தானத்தில் எந்த கிரகங்களும் இருக்கலாங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் லாபஸ்தானத்தில் அத்தனை கிரகங்களும் இருக்கலாம் அத்தனை கிரகம்னு ஆறு கிரகங்கள் மொத்தமும் லாபஸ்தானத்தில் இருக்குது தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கார் விரைஸ்தானத்தில் பன்னெண்டாம் இடத்துல சுக்கன் இருக்கார் சுக்கன் சுப கிரகம் அதனால் சுபவரியம் சுபலாபம் சுப செலவு அதே மாதிரி வந்து சுப வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக இருக்குது இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை அளப்பரிய நன்மைகளை தருவதாக தெரியுது பொண்ணு கெடுதலுங்கிறது வராது மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை தொழில் ஸ்தானத்தில் அமையறனால புதிய தொழில் முயற்சிகளை நீங்கள் தொடங்கலாம் இந்த தொழிலை வந்து நிறைய அலைச்சல் வரும் அலைச்சல் இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்குது லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த லாபம் கிடைப்பதற்கான அந்த கால நேரம் ஒரு மூணு மாதம் கழித்து கிடைக்கும் ஆனால் அதற்கு முன்னாடி வந்து இப்போ வந்து இந்த கிரக சேர்க்கையின் மூலமாக உங்கள் தொழில் விருத்தி பண்ணதுக்கு என்னென்ன முகாந்திரங்கள் இருக்கோ என்னென்ன முயற்சிகள் இருக்கோ அத்தனை முயற்சிகளும் எடுக்கலாம் தெய்வஸ்தனங்களுக்கு யாத்திரைகள் இந்த பதினைந்து நாட்களை தவிர மீது நாட்களில் போகலாம் அதாவது கிரகணம் வந்து உங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் இருபத்தாறு பிடிக்கிறனால அதுக்கு முன்ன ஒரு வாரம் அதாவது பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அந்த டிசம்பர் வரையில் டிசம்பர் முடியிற வரைஞ்சு ஜனவரி ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வரையில் நீங்கள் வந்து பிரயாணங்கள் தவிர்த்தால் போதுமானது மற்றபடி வந்து மீன ராசிக்காரங்களுக்கும் இந்த கிரக சேர்க்கை அளப்பரிய நன்மைகளைத்தான் தருதாக இருக்க தவிர கெடுதல் ஒன்றும் தராது இப்படி வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் ராசி பலன்கள் இருக்குது இந்த நான் சொன்ன இந்த அறிவுரைகளை கேட்டு அதாவது கடவுள் தந்த அந்த ஜோதிட சாஸ்திரத்தை நம்புகிறவர்களுக்கு நிச்சயமாக நான் சொன்ன இந்த அறிவுரைகள் உங்களுக்கு நிச்சயமாக நன்மை பயக்கும் என்று சொல்லி அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்